ஹலோ காய்ஸ் வெல்கம் டு த சேனல் போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு கோச்சா இருக்கா ஹீரோ ஓகே சொல்லியிருந்துருப்பாரு இப்போ குரூப்பாக எல்லாரும் ஒன்றா சேர்ந்து விளையாடிட்டுருக்கும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு டீச் பண்ணிகிட்ருக்கான் அப்படியே டைம் போகிறது கூட தெரியாமல் ரொம்ப நேரம் விளையாடிட்டுருக்காங்க ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா வேறு வேறு ஆன்கிளில் சிட்டிங்கை போட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடிகிட்ருக்கான் அடுத்ததாக ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வின் பண்ணணுன்றதுக்காக கொஞ்சம் விட்டு மாதிரி தெரியுது அதனால ஹீரோயின் இருக்கட்டும் கேள்வி எடுத்துட்டேன் நீ கம்மியாக தான் எடுத்திருக்க நீ வின் பண்ணு சொல்றாங்க இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் ஆயிடுது திரும்ப விளையாட வரும்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நான் நேற்று ரொம்ப நல்லா விளையாடலன்னு கேட்கவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஆமா நீ நல்லா தான் விளையாடலன்னு சொல்றாங்க அதனால இவங்க விளையாடின எல்லா கேம்ஸையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பார்க்க லிங் வராங்க அவங்க விளையாடுறத பார்த்த லிங்க் வந்து நீ எப்படி இவ்வளோ நல்லா விளையாட கற்றுக்கிட்டேன்னு கேட்குறாங்க அதுக்கு ஒரு நல்ல கேம் எக்ஸ்பர்ட் கிட்ட தான் கத்துக்கிட்டேன்னு சொல்றாங்க யார் அதுன்னு கேட்கவும் ஆன்லைன் ஃப்ரெண்டுன்னு ஹீரோயின் சொல்றாங்க அப்படியான்னு கேட்டவங்க அச்சோ வெளியே கோச் வச்சுக்கிட்டா இதை பத்தியும் ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிடுமேன்னு பயப்படும் ஹீரோயின் வந்து ரொம்ப கூலா அவன் என்னோட ஆன்லைன் ஃப்ரெண்டு தான் பயப்பட சொல்றாங்க அதோட மட்டும் என்னோட ஃப்ரெண்ட் லிஸ்டையும் ஓபன் பண்ணிப்பாரு அவனோட பெர்ஃபார்மன்ஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க அதனால லிங்கும் அதை ஓபன் பண்ணி பாக்குறாங்க அதுல ஹீரோ பார்த்தீங்கன்னா நைன்டி வின் ரேட் எடுத்திருக்காங்க அதனால இவன் நேர்ல சொல்லி கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் ஹீரோ மனசுக்குள்ள யூடியூப் என் லைஃப்ல எப்போ எக்ஸிட் ஆயிட்டா ஆனாலும் அவன் சொல்லி தந்தா நல்லதா இருக்கும் யோசிச்சுட்டு இருக்கா அதோட லிங்கும் கிளம்புறாங்க போற போக்கில் நல்லா தண்ணி குடி ஸ்கின்னு ப்ரொடெக்டிவா வச்சு கொண்டு அட்வைஸ வேற போட்டுட்டு போறாங்க இப்ப டெய்லியும் ஹீரோ கேம் விளையாடிய டைம் ஸ்பென்ட் பண்றதுனால அவன் என்னதான் தெரியலையு யோசிக்கிறாங்க அதோட அவன் ஃப்ரெண்டுக்கும் கால் பண்றான் மறைமுகமா எப்படி எப்படியும் யூடியூப பத்தி கேட்டு பார்க்கறான் ஆனாலும் அவளுக்கு புரியுற மாதிரி தெரியல அதனால டைரக்டாவே கேட்கிறான் யூடியூப் இப்ப என்னதான் பண்ணிட்டு இருக்கான்னு கேக்கோ ஹீரோ வந்து இப்ப ஏரோஸ்பேஸ்ல வேலை செய்யறதா சொல்றான் அதோட ஏர் பியூரிஃபையரும் ஒண்ணு பண்ணியிருந்திருப்பான் அதை வாங்கின கஸ்டமர் வந்து ரிப்பேர் ஆனதாக சொல்லி அதை சரி பண்ண தர சொல்லியிருப்பாங்க அதோட கான்வர்சேஷன் எல்லாம் ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து ஹீரோயின்க்கு அனுப்பிவிடும் இப்போ ஹீரோயின் ஃபிளாஷ்ப் யோசிச்சு பார்க்குறாங்க ஹீரோ சின்ன வயசில் இருக்கும்போதே சோலார் சிஸ்டம் மூலமாக நான் எல்லா பிளானெட்டுக்கும் போயிட்டு வருவேன்னு சொல்லியிருப்பான் அவன்ச்சீவ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நிம்மதியா வானத்தை பார்த்து எதாவது யோசிச்சுட்டு இருக்காங்க இப்ப நைட் ஆயிடும் எல்லாரும் கேம் விளையாடும் ஹீரோயின் வந்து இன்னைக்கு நம்மளோட ஆக்டிங் ஸ்கில் மொத்தத்தையும் வெளியே கொண்டு வரணும்னு அவளுக்கு அவளே சொல்லிக்கிட்டு இருக்கா இவ ஏதோ பெருசா பிளான் போடுறா அதே நான் வந்து ஜேட் ராபிட் பியூரிஃபையர் தான் யூஸ் பண்றது அது மட்டும் இல்லாம அதை வாங்கி கொஞ்ச நாளே ரிப்பேர் ஆயிடுச்சு தானடான்னு ஹீரோட ஃப்ரெண்டும் ஹீரோவும் ஆமான்னு சொல்றான் இருந்தாலும் ஒரு கம்பெனிக்காரவங்க தயாரிச்ச ப்ராடக்ட் தான் அது அப்படின்னு சொல்றான் அதுக்கு ஹீரோயின் வந்து நான் வேற அடாப்டர் யூஸ் பண்ண ஆனாலும் ஒர்க் ஆகலன்னு சொல்றாங்க அதுக்கு ஹீரோயினும் இல்ல நான் வேற அடாப்டர் போட்டு பார்த்தேன் ஆனாலும் அது ஒர்க் ஆகலன்னு சொல்றேன் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாட ஃப்ரெண்டும் உன்னோட கம்பெனி ப்ராடக்ட் தானே நீயே போய் ஒரு செகண்ட் சந்தோஷப்பட்டவ அதுக்குள்ள ஹீரோ வந்து நான் சொல்லவும் இதுக்கா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு புலம்பி தள்ளிட்டு இப்ப ஹீரோயின் வந்து ஆக்சுவலாக இது ரெண்டாவது டைம் ரிப்பேர் ஆகுறதுனால எந்த ஸ்டாஃபையும் அனுப்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறதா சொல்கிறா அதனால ஹீரோவும் சரி ஓகே நான் வரேன்னு சொல்கிறேன் அதோட உங்கள் வீட்டில் பேரண்ட்ஸ் இருக்காங்களான்னு கேட்கவும் ஆமாம் இருக்காங்கன்னு போய் சொல்லிடுறா சரி நான் இது வரேன்னு சொல்லவும் ஹீரோயின் ரொம்பவும் ஹாப்பி ஆகிட்றா இப்போ அங்கே போகலான்னு கிளம்பிட்டு இருக்கும்போது ஹீரோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஏன்டா அவன் வீட்டுக்கு போகும்போது பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்கன்னா கேட்டுட்டு போவியான்னு கேட்கவும் ஹீரோ வந்து அவனை தள்ளி விட்டுட்டு அவன் பாட்டிக்கு போயிட்டுருக்கான் இங்கே ஹீரோயின் வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்போ தான் புதுசாக பியூரிஃபையர்லாம் வாங்கியிருந்துருப்பாள் அதை அன்பாக் பண்ண சொல்லிட்டு வேகமாக அவளோட ரூமுக்கு ஓடிக்கிட்டு இருக்கா அவளோட மேடும் என்னாச்சு இது எதுவும் டேமேஜ் ஆகிருக்குமோ அப்படின்ற மாதிரியே பார்த்துட்ருக்கா மேலே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மேக்கப் எல்லாம் போட்டுட்டு வந்து இவள் மேடிகிட்ட என் மேக்கப் ரொம்ப திக்காக இருக்குல்ல அப்படின்னு கேட்குறா அவள் என்ன பண்ணுவா அவளும் ஆமான்னு சொல்லவும் அப்பவே தெரியும் அதோட விடுவான்னு பார்த்தா ஷார்டான ட்ரெஸ் ஒண்ணு போட்டுட்டு வந்து அவன் மேடம் முன்னாடி டான்ஸ் அடி காமிச்சுட்டு இருக்கா அதோட நான் அழகா இருக்கேனு வேற கேட்டுட்டு இருக்கா இவளுக்கு ஒன்னும் புரியல எதுவும் காம்படிஷனா அப்படின்ற மாதிரி கேட்கவும் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட போய் கேட்ட பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அடுத்த ஹீரோ வர வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட பேனரும் போஸ்டரும் தான் இருக்கு அதெல்லாம் தாண்டி தான் ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் சொன்ன பில்டிங்கும் வந்துடுறான் அங்கே வந்து ஹீரோயினோட மேடு தான் நின்றுட்டு இருக்காங்க பார்த்த ஹீரோ வந்து நீங்க தான் அவங்களான்னு கேட்கவும் அவ வந்து சாரினா கிடையாது நான் அவங்களோட மேடுன்னு சொல்றாங்க என்னது மேடா இது கொஞ்சம் பெரிய ஆளாக தான் போல அப்படின்னு அவனு நினைச்சுக்கிறான் சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கும் போது அங்கே ஹீரோயினே நின்றுட்டுருக்கா மேட் வந்து ஏன் நீங்கள் கீழே வந்தீங்கன்னு கேட்குறா இது வரைக்கும் ஹீரோவுக்கு தான் கூட கேம் விளையாண்டுது யாருன்னு தெரிஞ்சிருக்காது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறான் பார்த்த உடனே தெரியுது அவன் தன்னோட கிளாஸ்மேட்டு தான்றது அவனுக்கும் உள்ளுக்குள்ளே சந்தோஷமாக தான் இருக்கு இருந்தாலும் அப்புறம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு கேட்கவும் ஆமா ஆமா ஒரு பத்து வருஷம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றா சரி வாங்க பியூரிஃபையரை பார்க்கலான்னு கேட்கறான் ஆனால் அவள் வந்து இல்லை பவர் கொஞ்சம் கட்டான மாதிரி தெரியுது வாங்கல நம்ம வேணா வெளியே வாக்கிங் மாதிரி போகலான்னு கேட்குறா அடுத்த ரெண்டு பேரும் வாக்கிங் வந்துட்டு இருக்காங்க அப்போ ஹீரோயின் வந்து வேபா அக்கௌண்ட் இருக்கா அப்படின்னு கேட்கும் ஹீரோவும் இருக்கேன்னு சொல்கிறான் அப்போ அதை ஓப்பன் பண்ணி பாருங்களேன்னு சொல்கிறான் அவனும் வந்து ஓப்பன் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா பியூரிஃபையரோட இவ செல்ஃபி ஒன்று எடுத்து போட்டிருக்கா அதை பார்த்தா நிறைய பேர் அந்த ப்யூரிஃபையர்லாம் வாங்கியிருந்திருக்காங்க அதை பார்த்த ஹீரோவும் இதெல்லாம் எனக்காக பண்ணியிருந்தா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டிக்கு கிளம்பிட்டு அதனால ஹீரோயினும் நான் எதை தப்பு பண்ணிட்டேனா அப்படின்றிருக்க அது தப்பு இல்லையான்னு கேக்குறான் ஹீரோயினோ நான் ஒண்ணு சொல்லல உண்மையாவே அந்த டோர்னமெண்ட்ல நான் கலந்துக்க போறேன் உனக்கே தெரியும் என்னோட கேமிங் ஸ்கில் எப்படியாச்சும் இந்த கேம்ல வின் பண்ணணும்ன்றதுக்காக தான் இந்த கேம் கத்துக்க வந்தேன் அதனாலதான் இது எல்லாமே நடந்ததுன்னு சொல்றேன் நல்ல ஹீரோவும் சரி நான் உனக்கு டீச் பண்றேன் உன்னோட பேரண்ட்ஸ் ஸ் இருக்கும்போது அவங்க முன்னாடி நம்ம விளையாடிட்டு இருந்தா நல்லா இருக்காதுன்ற மாதிரி சொல்லுவோம் யார் சொன்னால் என்னோட பேரண்ட்ஸ் இங்க இருக்காங்கன்னு அவங்க ஹோம் டவுன்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவ பாட்டிக்கு போயிட்டு இருக்கான் அதை பார்த்துட்டு இருக்க ஹீரோவும் அவ இப்படியெல்லாம் பண்ணுறத நினைச்சு சிரிச்சிட்டு அவனும் பின்னாடியே போயிட்டு இருக்கான் அதோட இந்த வீடியோவும் முடியுது இதுக்கு அடுத்து வர எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும்